நண்பர்களே உங்கள் அனுஷம் ஆர் விஷேகர் இந்த காணொலியில் மிக அரிதான ஒரு காட்சியை காண இருக்கின்றோம் ஒரு மலைப்பாம்பு ஒரு மனிதனை சுற்றி வளைத்து அழுத்து அவனை மாறு அவனை மூர்ச்சடைய செய்கிறது அந்த மனிதனை மற்ற நண்பர்கள் காப்பாற்றுகிறார்கள் இந்த காணொலியில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் மிக கடினமையான போராட்டத்துடன் அந்த காணொலியிலே அந்த பாம்பிடம் மாட்டிக்கொண்ட மனிதனை மற்ற நண்பர்கள் காப்பாற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட இது சர்வசாதாரணமாக நடக்கிறது இந்தோனேஷியாவிலிருந்து மனிதனை விழுங்கக்கூடிய மலைப்பாம்புகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் ஒரு இந்தோனேஷிய பெண்ணை இருபத்தி மூணு அடி உள்ள நீளமுள்ள விழுங்கி கொண்டு உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர் இது நம்ப முடியாத அரிதான சம்பவமாக இருந்தாலும் கடந்த ஒரு வருடத்தில் இந்தோனேஷியாவில் மலைப்பாம்பினால் ஏற்பட்ட மரணங்களில் இது முக்கியமானது ஐம்பத்தி நாலு வயதான வா என்னும் பெண் கலவேசி மாகாணம் மு உள்ள தனது காய்கறி தோட்டத்திற்கு சென்றபோது காணாமல் போனார் ஒரு நாள் கழித்து அந்த பெண்ணின் காலனியும் அவருடைய கத்தியும் கண்டெடுக்கப்பட்டது முப்பது மீட்டர் அருகில் வீங்கிய வயிறுடன் ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு படுத்து கிடந்தது காணாமல் போன பெண்ணை மலைப்பாம்பு முழுங்கி முழுங்கிவிட்டதாக மக்கள் சந்தேகித்தனர் அதனால் அந்த பாம்பை கொன்றுவிட்டனர் பாம்பின் வயிறு அறுக்கப்பட்டது வயிற்றின் உள்ளே அந்த பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது பெரும் கூட்டத்தின் முன்பு பாம்பின் வயிற்றிலிருந்து பெண்ணின் உடல் எடுக்கப்படும் காணொளி இந்தோனசம சமூக வலைதளத்தில் பரவியது இங்கு கண்டெடுக்கப்பட்ட மலைப்பாம்பு தென்கிழக்கு ஆசிய பகுதியில் காணப்படும் வகையைச் சேர்ந்தது இதன் நீளம் இருபத்தி அடி வரை இருக்கும் இந்த மிகவும் பலம் மிக்கது ரொம்ப வலிமையானது பதுங்கியிருந்து தன் இறையை தாக்கும் இந்த மலைப்பாம்பு இறையை சுற்றி முறுக்கி நசுக்கும் இதனால் சில நம்பினங்களிலே இந்த பாம்பிடம் சாக்கி அது மனிதராகட்டும் அல்லது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும் இந்த இறை தனது இறை முழுவதையுமே இந்த பாம்பு உண்ணும் அதாவது ஒரு மனிதனை அடித்து அடித்தால் அடித்து முறுக்கி இருக்கிறனால் அது ஃபுல்லாக அந்த மனிதனை சாப்பிடும் பெரிய இறைகளை கூட முழுவதுமாக விழ விழுங்கும் இதன் தாடை மிகவும் நிகழ்வானது மனிதர்களை மா மலைப்பாம்புகள் உண்ணும்போது மனிதர்களின் தோள்பட்டை எளிதில் உடையாது என்பதால் தோள்பட்டைக்கு மேல் மனிதர்கள் உடல் பாம்பின் வாய்க்கு செல்வ உள்ளே செல்வது கடினமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள் பெரும்பாலான மலைப்பாம்புகள் பாலூட்டி வகையைச் சேர்ந்தவை எனவே அரிதாக முதலைகள் போன்ற ஊர்வலவற்றை அது சாப்பிடும் மேலும் அது எலிகள் மற்றும் சிறிய விலங்குகளை உண்கின்றன இது அந்த எலிகளை மலைப்பாம்பு குறிவைத்து தாக்காது ஏன்னால் எலிகளிடம் இருந்து கிடக்கும் கலோரி பாம்புக்கு போதாது இந்த சின்ன எலியெல்லாம் சின்னதெல்லாம் சாப்பிட்டுச்சுனா அந்தளவுக்கு கலோரி கிடைக்காது அதுக்கு பெரிய உணவாக தான் எதிர்பார்க்கும் மலைப்பாம்பு எப்படி வளர்க்குதோ அதன் இரையும் பெரிதாக இருக்க வேண்டும் இதனால் பன்றி மாடு போன்ற பெரிய விலங்குகள் பாம்புக்கு இரையாகும் தனக்கு ஏற்ற பெரிய இறை கிடைக்கவில்லை என்றால் பெரிய இறை கண்ணு காணும் வரை நீண்ட காலத்திற்கு சிறிய இலைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அதனால் அது வந்து பெரிய இலை இலையை தேடிக்கொண்டிருக்கும் அப்போ வந்து பயிற்று பசிக்க சின்ன சின்ன இலைகளை சாப்பிட்டு கொண்டு மனிதர்களை மலைப்பாம்பு விழுங்கியதாக சொல்லப்பட்ட முந்தைய கூற்றுகள் பலவற்றை உரு உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இந்த சம்பவங்கள் தொலைதூர பகுதிகளில் நடந்தவையாக உள்ளன நாம் கூட நம்புவோ நம்ப முடியாத நிகழ்ச்சியாக இருக்கிறது எப்படி மலைப்பாம்பு வந்து ஒரு மனிதனை சாகணும் இந்த காணொலியில் பாருங்கள் அந்த மனிதனை போட்டு முறுக்கி எடுத்து அவனை முயற்சியாக்கிவிட்டது இன்னும் கொஞ்சம் அதை கவனிக்காமல் இருந்தார்கள் என்றால் அந்த மனிதனை அது முழுங்கி விற்கும் பிலிப்பைன்ஸில் பத்து வருடங்களாக ஆராய்ச்சி செய்து கொண்ட ஆதி மனிதனை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காலகட்டத்தில் கால்வாசி பழங்குடியினர் ஆண்கள் மலைப்பாம்புகளால் தாக்கப்பட்டனர் என்று கூறுகின்றனர் பாம்புகள் வந்து மற்றும் விலங்குகளின் விலங்குகளிலிருந்து வெப்பம் இருக்கும் பகுதிகளை தவிர்க்கும் அதாவது வெப்பமான ப பகுதிகளை கேட்கக்கூடிய இடங்களை தவிர்க்கும் பாம்புக்கு வந்து மனிதனை வந்து கடைசியாக தான் அடிக்கும் மலைப்பாம்பு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்பொழுதுதான் இடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் என்று கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனுஷம் ஆர்